بركاته. الْحَمْدُّ لله. الْحَمْدُّ الْلَهِ الْحَمْدُّ الْلَهِ رُبِّ الْعَلَمِينَ وَالصَّلَاةُ وَالسَّلَامُ عَلَىٰ مَسْهُ لِلَّهِ وَعَلَىٰ آلِهِ بِسْبِ اللَّهِ وَأَصْحَبِهِ بِاللَّهِ وَمَا دَعَانَا تعال. قَرَضَهُ تَعَالَىٰ فَالْقُرْآنِ الْأَظِيمِ واصلوا رب العالمين مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذا صلت الارض اظل ظلالها صدق الله العليم العليم وصلى على رسوله النبي الكريم قال النبي صلى الله عليه وسلم اننا حق الله على العباد ان يعبده ولا يشركوا به شيئا الى اخر الحديث صدق النبي سيد البشر صلى الله عليه وسلم رضينا بالله ربما وبالاسلام ديننا بمحمد صلى الله عليه وسلم نبي ورسولا ஏக இறைவனாகிய அம்மாக ஒருவனுக்கே உழைத்தார்கள் அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்க வேண்டி வந்த நபிகள் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையின் அடி சுமடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சியமாக எடுத்து வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபிரீங்கள் நல்லோர்கள் ராதாக்கள் சுமதாக்கள் மேலும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹவின் சாதியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நிலவருமாக வாழக்கூடிய காலங்களெல்லாம் அல்லாஹரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாக நம் அனைவரையும் ஆக்கி அது குறிப்பாடாக கணித்திற்குரிய அல்லாகவே நல்லடியார்களே அல்லாஹ் அபுல் அலமீன் தனது திருமறையா அரல் புறாடில் மனித வாழ்க்கையை குறித்து குறிப்பிடும் பொழுதும் மனிதனுடைய வாழ்வாதாரம் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுதும் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் எப்பொழுது இன்பத்தை அடைகின்றார் எப்பொழுது துன்பத்தை அடைகின்றார் எப்பொழுது அவர் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்கின்றார் எப்பொழுது நோய்வாய்ப்பு வியாபாரத்தில் மேலோக்கிச் செல்கின்றார் வாழ்க்கையில் துன்பமாக வாழ்கின்றார் என்பதை எல்லாம் குறித்து அல்லாஹ் மிக விமலமாக தெளிவாக அல்லாஹ் பேசும் போது காலத்தின் மீது சத்தியமாக நடக்கூடிய காலத்தின் மீது சத்தியமாக விடியக்கூடிய காலத்தின் மீது சத்தியமாக அடையக்கூடிய காலத்தின் மீது சத்தியமாக அல்லா சத்தியம் சத்தியமா நான் சொல்றது உண்மை அப்படிங்கறத அல்லா உலாத்துறதுக்காக சத்திய மீது சொல்கின்றான் மனிதன் இருக்கின்றான் அல்லவா இந்த மனிதன் இருக்கின்றான் அல்லவா மிகப்பெரிய வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மனிதன் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மனிதன் மிகப்பெரிய ஒரு கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நிம்மதியாற்ற ஒரு வாழ்க்கையை இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று அல்லா புராணியை குறிப்பிட்டவுடன் சகாபாஸ்க்கு ஆச்சரியம் யார் சொல்லுவா நாங்கள் அன்றாட வேலைக்கு சொல்கின்றோம் அன்றாட கணிகளை நாங்கள் பறிக்கின்றோம் விவசாயம் செய்கின்றோம் எங்களுக்கு அன்றாட வருமானம் வருகிறது குடும்பத்தில் இந்த உலகத்திலும் நஷ்டவாளியாக இருக்கின்றார்கள் வறுமையிலும் நஷ்டவாடியாக இருப்பார்கள் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல் காமிக்கின்றார் யார் அல்லாவையும் அல்லாஹுடைய வசூலையும் கொண்டு வறுமை நாடையும் கொண்டு நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாஹிய புறத்திலிருந்துதான் வருகிறது என்பதை எல்லாம் உறுதியாக ஈமா அமிருஸ்வாரிஹான் யார் நல்ல தகவல்கள் செய்கின்றார்களோ அவர்களைத் தவிர எல்லா உயிரை கொடுத்த பொருளை கொடுத்த உடற்பொருள் ஆவீர அனைத்தையும் தியாகம் செய்தேன் நாங்கள் நல்ல நாங்கள் வியாபாரத்திற்கு சென்றால் எங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் வியாபாரம் நாங்கள் விவசாய நிலங்களில் காமிச்சா பஞ்சம் இல்லாம வளர்ச்சி இல்லாம எங்களுக்கு விவசாயம் நடக்கிறது நாங்கள் ஒரு துறையில் நுழைந்தால் எங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான உடல் உழைப்போ எங்களுடைய வியாபார நுணுக்கமோ இல்லை நாங்கள் அல்லாவை துறையின் ஈமான் கொண்டவர்கள் மட்டுமல்ல நாங்கள் நல்லாமல் செய்யக்கூடியவர்கள் நீ நம்ம வாழ்க்கையில ி போ வாழ்க்கையில இந்த உலகத்திலும் அது உலகத்திலும் அல்லாத நம்புகின்றோம் வன்மையை நம்புகின்றோம் கபரை நம்புகின்றோம் விதியை நம்புகின்றோம் அனைத்தையும் நம்புகின்றோமே தவிர அந்த நம்பிக்கைக்கு எரியவாத வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோமா ையும் அவர் செய்திருக்கணும் அப்படி செய்த ஒரு மனிதன் இம்மையிலும் அருமையிலும் நஷ்டமையாத ஒரு வாழ்க்கையை அவள் நீ நபிமான வாழ்க்கை எடுத்திருங்க அவர்கள் தொண்டு நபீனா முகமது அவர்கள் வரையிலும் வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் ஒரு நோய் தொழில் வந்து ஒரு மிகப்பெரிய கடனடி ஆயிட்ட அல்ல அரசு பள்ளி வாசல மறந்து எதுக்கு நமக்கு எதையுமே தரலேன்னு சொல்லி ஒரு கஷ்ட நேரத்திலே மறந்துருவோம் அதே வாழ்க்கையில கொஞ்சம் மேலோட்டமாக மேலோகி போயிட்டோம் ஒரு நல்ல வியாபாரம் நல்ல தொழில்துறை நல்ல சாப்பாடு நல்ல உலகம் கிடைத்திருச்சுன்னா பள்ளி வாசல் வருவதற்கு எனக்கு நேரம் இல்லை ஆள் இல்ல வியாபாரத்தை அப்போ இந்த மாதிரி வாழ்க்கை இருப்பதின் காரணமாகத்தான் இந்த உலகத்திலும் காமிக்கின்ற நேரத்திலும் உன்னுடைய லாபமான நேரத்திலும் உன்னுடைய நஷ்டமான நேரத்திலும் நீ உடல் ஆரோக்கியத்தோடு வாழும் போதும் சரி நோய் வாய்ப்பட்டு வாழும் போதும் சரி எனக்கு நீ கட்டுப்பட்டு நல்லவனோடு நீ வாழ்ந்தாய் கட்டுப்பட்டு நல்ல உதயவு செய்தால் போகும் நம் வாழ்க்கையை மேல்வோங்கி வந்துவிடலாம் கடினமான உழைப்பு ஆனால் என்னுடைய உழைப்பிலே ஒரு நீதியும் நேர்மையும் இல்லை அல்லாத சூழ்நிலை என்னுடைய உழைப்பு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாளும் வாழ்க்கையும் வர முடியாது அறிவிக்கூடிய உடைய உலகேஷ் நல்ல கௌரி நம்ம வாழ்க்கையில நம்ம ஏன் இப்போ இருக்கோங்கிறத ஒரு நிமிடம் நம்ம உணர்ந்துட்டோம் சொன்னால் வாழ்க்கை அடுத்த கூடி மாறிவிடலாம் இன்றைக்கு நம்மை நாம் உணராமல் இருப்பதனால்தான் வாழ்க்கை மாறுவதில்லை செயல்பாடுகளை அல்லாஹே நடந்து கொள்கின்ற நான் ஒரே வாகனம் தான் ஒரே வாகனத்தில் நாங்க ரெண்டு பேர் ரசூலுல்லா வாகனத்தை ஓட்டிக் கொண்டு வருகின்றார்கள் நான் ரசூக்கு பின்னாடி அமர்ந்திருக்கின்றேன் எனக்கும் ரசூல்லாவுக்கும் ரொம்ப கேப் இல்லை வாகனத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு பலகை மட்டும்தான் எங்களுக்கு திடீரென நான் சொன்னே அதாவது அப்படின்னு ஆரம்பிப்போம் அடுத்து என்ன சொல்ல வந்துடும் என்ன செய்யாது அப்புறம் இல்லையா இந்த மாதிரி வேகமாக கூப்பிட்டாங்க என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க உடனே நான் செய்யறேன்னு ரசூல்லாக்கு சொன்னேன் ஆனால் ரசூல்லா ஒன்றுமே பேசல அமைதியாக திரும்ப கொஞ்சம் என்னை அழைத்தார்கள் என்னை அழைத்தார்கள் உடனே நான் சொன்னேன் சொல்லுங்க பின்னாடிதான் இருக்கேன் என்னை யார சுடுறீங்க ஒன்றுமே சொல்ல சொல்லுங்க தொடரே பெருமாநா சல்லா சொன்னாங்க நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லீம் அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா செய்யண்டிய தெரியாது உங்களுக்கும் அல்லாவுக்குதான் தெரியும் ஒரு அடிமை தனது எஜமானனுக்கு என்னவெல்லாம் கடமைகள் செய்ய வேண்டும் என்பதை நீங்க தான் எனக்கு சொல்லிதாசன் ஆயனவே என்று நான் சொன்ன இதை கேட்டுவிட்டு பெருமான சல்லாசு அவங்க அமைதியாக இருந்து விட்டார்கள் ரசூலா ஜபத்ரான்னு ஒரு ஆர்வத்தை ஒரு கொஸ்டினிய நம்ம கேட்ட அப்படியா தெரியாதோ சரி அப்படின்னு நம்ம சொன்னா இதுக்கு என்ன பதில் இருக்கும் யோசிக்க ஆரம்பிப்போம் இல்லையா ரொம்ப ஆர்வம் ஆரம்பிச்சிடும் ஜபர் நதிலாவுக்கு ஆர்வம் தாங்கல என்னவா இருக்கும் ரசூல்லாம் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே ரசூல்லாங்க அமைதியா இருக்காங்க சொல்லுங்க சொல்லுங்க நம்ம ரசூல்லா ரொம்ப தொந்தரவும் பண்ண முடியாது வாதுகிற ஜபுரிகள் இல்லாம அமைதியா இருக்கிறாங்க தெரியுமா கொஞ்சம் நூல கழுந்து போறதுக்கு அப்புறம் ஒரு அடியால் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ரெண்டே ரெண்டு நாள் முதல் கடமை அவனை வணங்க வேண்டும் மொத்த சாட்டு கொண்டு வந்தாங்க வணங்க வேண்டும் என்றால் எப்படி வணங்க வேண்டும் கிடைத்த நேரத்தில் அல்ல நேரத்தை ஒதுக்கி வணங்க வேண்டும் வணங்க வேண்டும் என்றால் எப்படி வழங்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் போது மட்டுமல்ல நோய் வாய்ப்பு வழங்க வேண்டும் வணங்க வேண்டும் என்றால் இன்பமான நேரத்தில் மகிழ்ச்சியாக சூட்டமாக இருக்கும் போது மட்டுமல்ல தனிமையில் இருக்கும் போது வழங்க வேண்டும் ஆகவத்தோ நீங்க எந்த நிலவையில இருந்தாலும் அல்லாக நீ வணங்கு மிகிச்சியாகும் எதையும் நீங்கள் இணையாக கற்பித்துவிடக் கூடாது இந்த ரெண்டு தான் ஒரு அடியா அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்ல சொல்ல சொல்லிட்டு திரும்பவும் பயணத்தை தொடங்கிறாங்க திரும்பவும் கொஞ்சம் தூரம் கலந்து போனதுக்கு அல்லாகுவங்கி அவருக்கு இறை வைக்காமல் இருந்தால் இந்த அடியாருக்கு அல்லா செய்ய வேண்டிய தலைமை என்ன தெரியுமா நம்ம செய்ய சொல்ல சொல்லா பதில உடனே சொல்லல திரும்பவும் கொஞ்சம் கழிஞ்சு போச்சு கொஞ்ச ஊரம் போனதுக்கு அப்புறம் ராயம் செல்லாசுவாங்க சொன்னாங்க கார அல்லாயும் அதிமய கட்டுப்பட்டுப்பட்டுப்பட்டு <fund> வாழ்ந்த <learnt> நம்மளை சிரமப்படுத்தாமல் இருப்பது அல்லாவின் மீது கடமை கடமை அல்லா தனக்குதானே அதை கடமை அடக்கிக் கொள்கின்றார் யோசிச்சு பாருங்க ஏன் வாழ்க்கையில் ஏன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை தோல்வியாக இருக்கிறது சச்சரவுகளும் நிம்மதியா ஒரு நாள் கூட நம்மளால் தூங்க முடியின ஏன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சி ஏன் கவலைகள் நம்மளுக்கு அதிகரித்து போய்கொண்டிருக்கிறது ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் அல்லா சூருக்கிறார் கட்டுப்படாக இருப்பதன் காரணமாகத்தான் மீது இருக்கின்ற கடவை அகற்றிவிட்டான் அல்லா போது மரணாக விளங்கிப்பார்கள் எந்த ஒரு அடியான அல்லாத கட்டுப்படவில்லையோ அல்லாவிற்கு யார் இணை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லா செய்ய வேண்டிய கனவு என்ன தெரியுமா அந்த ஈமானோடு சேர்த்து நல்ல அமல்களை நம் வாழ்க்கையில் நாம் கொண்டு வருவேன் பெயர் அப்துல்ல அப்துல் ரஹ் என்னுடைய செயலாளரை ஈமாறுக்கும் எனக்கும் தொழிலும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் அல்லாது நிம்மதி அகற்றி விடுவார அதனாலதான் பெருமானா சலா அலையம் அவர்கள் தங்களது சகாபாக்களுக்கு எப்போ எந்த செய்தியை சொன்னாலும் ஒரு விஷயத்தை ரசப்பதே கிடையாது எதை பற்றி பேசுறானாலும் ரசோல்லா அந்த விஷயத்தை சொல்லுவார்கள் என்ன விஷயம் அருமை தோழர்களே நீங்கள் நினைப்பது போன்று இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு சக்காத்து ஹஜ் இது மட்டுமே நல்ல அமல்களை சேர்த்து இதையும் தாண்டி ஒரு நல்ல அமல் இருக்கின்றது என்று சொன்னால் உள்ளத்தில் ஏற்பட நல்ல எண்ணங்களும் அந்த காலத்தில் மக்களுடைய தொழிலைகள் எல்லாம் நம்மை ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு இருக்கும் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மக்கள் அழுகை கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் கண்ணீர்கள் தார தாரையாக ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மக்கள்கள் மோதக்கூடிய புராணினுடைய இனிமையாக இருக்கும் ஒரு காலம் எல்லோரும் கட்சிக்கு செல்வார்கள் ஒரு காலம் எல்லோரும் பெரிய தத்துவாதாரிகளைப் போன்று தோற்றமளிப்பார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளமோ நாசமடைந்ததாக அவர்களுடைய உள்ளமோ பழுதடைந்ததாக அவர்களுடைய உள்ளங்களிலோ அல்லாத்திலே அங்கீகார விளையாட்டாக ஒரு கதை சொல்வார்கள் வயசான குருடர் ஒரு பாலத்தை கடந்து வர அந்த பாலம் என்னன்னு சொன்ன அந்த பழைய காலத்தில் வச்சு கட்டிட்டு ஒரு சின்ன ஒரு ஓடையை கலந்து கட்டையெல்லாம் ரெண்டு மரத்துக்கு எல்லாம் கட்டி வச்சு பாருங்க இந்த வயசான குருடர் என்ன செய்யறாரு அப்படி கலந்து வரும் போது பாலம் திடீர்னு ரொம்ப வேகமாக ஆடுது அந்த குருடர் சொன்னாரு பாலத்தை ஆட்டாதீர் அந்த குருடர் சொன்ன உடனே நீங்க ஆடிக்கிட்டு இருந்த பாலம் போச்சு அந்த கரைக்கு வந்துட்டாரு தப்பு பண்றவங்க யாரா இருக்காங்க இல்ல ஹஜினு போயிட்டவங்க அல்லாத சூழ்நிலைக்கு பெருசா கட்டுப்பட்டு நடக்கிறன்னு சொல்லி உலகத்தில் இருக்க எல்லா அச்சிய அரியங்களையும் இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் ஒன்று இருக்க வேண்டும் நல்ல அமல்களும் வாழ்க்கையில் ஒரு கட்டை இருக்க வேண்டும் ரொம்ப நல்லவராக இருந்ததற்கு இக்கரு ஹஜ்ஜியாத இது எல்லருக்கு ஆனா பக்கத்தை கூட கூட உடம்ப கூட மூஞ்சி மூந்து பேச மாட்டார் இந்த ரெண்டு பேருக்கும் எந்த நன்மையே கிடைக்காது ஒரு மனிதர் இருக்கின்றார் மக்களுக்கி மத்தியிலும் நல்ல பண்புகளோடு வாழ்ந்தே அல்லாஹ் ரசூலுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்ணமுறையில் செய்து வாழ்ந்துறாரே இவர்தான் அல்லாஹ்வ்கடிலே சிறந்த மனிதர் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்ட மூணு சஹாபாக்கள் உண்டாங்க நூறு சகாபாக்கள் வந்து கேட்கிறாங்க வழிபாடுகள் எப்படி இருந்தது உடனே ஆயிஷா சொன்னாங்க அன்னல பெருமாறார் சல்ல அல்லா அலி அவர்கள் இரவு முழுக்க தூங்க மாட்டார்கள் தொழுதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் அன்னல பெருமாறார் சல்லா அலி வஸ்லம் அவர்கள் பகல் முழுக்க நோட்டு வைக்கக்கூடியவராக இருந்தார்கள் என்று மூன்று உடனே மூன்று வாழ்க்கையில் ஒரு உறுதிமொழி இருக்கிறாங்க ஒரு சகாபி சொன்னாங்க இனிமேல் மக்களோடு மக்களாக நான் வாழப் போவது இல்லை நான் துறைமுடன் செல்ல போகின்றேன் காட்டுக்கு சென்று துறவியாக நான் வாழ போறேன் ஒரு சகாபி இன்னொரு சகாபின் சொன்னாங்க இனிமேல் இரவு முழுக்க எனக்கு உறக்கவே கிடையாது என்று முடிவெடுத்தார்கள் இனி ஒன்னொரு சகாபின் சொன்னாங்க இனிமேல் என் வாழ்க்கையில நான் உண்ண போவதும் இல்லை பருகப் போவதும் இல்லை வாழ்க்கை முழுக்க நோபிக்க போறேன் இந்த மூணு சகாபாக்களும் பேசிட்டு இருக்கும் போதே ரசூல்லா உள்ள இமாதான் தப்பு தப்பு இப்படி இப்படி இப்படி இப்படி சொல்லி நீங்கள் தானே அதையே சகா பார்க்க சொன்னாங்க ஆமாயிரம் உடனே பெருமல்ல மூன்று சகாபாக்களை விடுங்கள் நீங்கள் செல்லக்கூடாது இடத்திலே சொன்னார்கள் நீங்கள் இரவு முழுக்க வரங்கக்கூடாது இரவை இரண்டாக கொண்டு வைத்து ஒரு பகுதியை நீங்கள் வணங்குங்கள் ஒரு பகுதியில் நீங்கள் உறங்குங்கள் என்று பெருமல்ல அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் சொல்றாங்க ஒரு நிமிஷம் ஒன்னு மனைவி மக்களுக்காக வா எல்லா முஸ்லீம் எல்லா ஊர்வலியும் எனக்காக மட்டும்தான் நான் வாழ்றேன் என் மனைவியை நினைச்சு எனக்கு இல்ல என் பெண் குழந்தைகளை நினைச்சி எனக்கு கவலை இல்ல என் மகனுடைய படிப்பை நினைச்சு எனக்கு கவலை இல்ல அவனுடைய குறிச்சி எனக்கு கவலை இல்லையாரோக்கியத்தை குறித்தும் எனக்கு கவலை இல்லை எதை குறித்தும் எனக்கு கவலை இல்லை தொழுகையை குறித்து எனக்கு கவலை இல்லை பள்ளிவாசல் குறித்து எனக்கு கவலை இல்லை என்னுடைய கவலை எல்லாம் நல்ல சாத்திரனும் நைட்டு தூங்கும் போது நிம்மதியா தூங்கணும் இததான் உங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியமாக வைத்த பல நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைங்க பல ஊர்கள் பிள்ளைங்களுடைய வைக்கக்கூடியது ஒரு வாட்டி தான் அந்த ஒரு வாட்டி கிடைச்ச லைஃப நீ ஆசபோஷா மாறி வாங்க லைஃப்ல மிகப்பெரிய ரிஸ்க் எது தெரியுமா வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை தான் மிகப்பெரிய ரிஸ்க்க உனக்கு என்ன பிடிக்கிறோம் உனக்கு பிடிக்கிறா அதே மாதிரி நீ வாழ்க்கையில் பல பேர் அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரியான வச்சு உங்களுடைய தன்மைகளை நீங்க வெளிப்படுத்தாதீங்க அப்படி வைக்கக்கூடியதுனால எத்தனையோ பெற்றோர்களுடைய மனம் புண்பட்டு நம்மள்கிட்ட சொல்லக்கூடிய நிலைங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு அணக்க மாட்டேங்கிறான் ஊருக்கு அணக்க மாட்டேங்க ஜமாத்துக்கு அணக்க மாட்டேங்க எதுக்கடக்க மாட்டேங்க சரியில்லை செய்யறதுக்குரிய சகோதரர் சகோதரர்களே நம்ம ஈமான் என்பது நம்மளுடைய குடும்பத்தையும் நாம் கொள்ள வேண்டும் அல்லாத சொலுக்கான தொழுகை சக்காத்து நோர்ப்பு போன்ற அமல்களையும் நாம் செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் லட்சியமாக நீங்கள் சொல்ல இல்லையா ரெண்டில் ஒன்று மட்டும்தான் நான் பொருள்னு சொன்னாலும் ஈமான் ஆகாது என்பதை கவனத்தில் கொண்டு பெருமா நான் சல்லாசமாக போக அவனால தான் சொல்லி காமிச்சாங்க உண்மையிலேயே உங்கள்ட சிறந்த ஒரு மனிதர் யார் தெரியுமா யார் தன்னுடைய சிறந்த மனிதர் என்ற பெயரை வாங்குகிறாரோ அவர் தான் ரொம்ப சிறந்தவர்ன்னு சொன்னார்கள் ஆயர் அரசாசு யார் குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்த்தெடுக்கின்றார்களோ அல்ல அரசுக்கு பிடித்த பெயரை வைத்து மார்க்கல்வியை முதலிலே கற்பித்து கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு இன்மை கல்வியும் சரியான முறையில் கொடுக்கின்றாரோ அவர் அவரின் பிள்ளையின் கையை பிடித்து சோழம் செல்லக்கூடிய நல்ல மாறிவிடுகின்றார் என்று பெருமார செல்லா சிமர்கள் சொன்னார்கள் அதே தெரியுமா யார் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர்தான் உங்களிலேயே சிறந்தவர் உங்களிலேயே ரொம்ப சிறந்தவர் யார் தெரியுமா இரவு தொழிலைகளை யார் சொல்கின்றாரோ அவர்தான் உங்கள சிறந்தவர் என்று சொல்லா சின்ன ரெண்டு பாதையர் சொல்லிக்கிறார்கள் நமக்கு ஒரு பாதையர் நீங்கள் இம்மையிலும் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கின்றார் இல்லந்ததின் ஆவனும் அமீர் சாயார் ஈமாம் கொண்டு நல்ல அவர்கள் செய்தவர்களை தவிர என்னங்க சார்ந்த அல்லாமல் இன்னொன்று அல்லாரசூல் சார்ந்த அல்லாமல் இந்த இரண்டு பாதைகளையும் நாம் சரியான முறையில் கையாளும் போது நிச்சயமாக இன்மையிலும் வறுமையிலும் நாம் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்போம் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை வாழக்கூடிய காலங்கள் முழுக்க அல்லாரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லா அனைவரையும் ஆக்கி அமல் குடிவாராக நமது ஊரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் மதரசா மொத்தம் சிறார் மதரசா வரக்கூடிய திங்கட்கிழமை பாடம் நடிகரும் தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு மேலே விடுமுறை ஆகிடுச்சு தனிப்பட்ட முறையில் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் உவாசிங்க அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவருக்காக பெரிய ஒரு நோய் வந்து கொண்டே இருக்கிறது சமீபத்தில் என்னுடைய நோய் வாயிலாக இருந்துச்சு எல்லோரும் உவாசிக்கலாம் இப்போ நல்லா நம்ம ஊரில் ஆடிமாக்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆடிமாவோடைய தாயாருக்கு தலையில் ஒரு சின்ன கேன்சர் கட்டி மாதிரி இருக்குது அதனால் ரொம்ப சீரியஸான குறைகள் இருக்கிறாங்க அவர்களையும் அவை குழந்தைங்களை வச்சு தான் தங்கவலி அமைகு வச்சு தான் மருத்துவம் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் பூரண ஷிப்பார்வாகி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் துவாசைகள் என வேண்டிக் கொள்கின்றோம் விஷால் தான் திங்கக்கிழமை மதரசா காலையில் சூர்ல இருந்து வளமை போல பாடம் தொடங்கப்படும் எனவே தாய்மார்களும் சரி சிறுவர்களும் சரி திங்கக்கிழமை சூர்லிருந்து மதரசாவுக்கு வருகை தருவதும் என்று அன்போரை கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்லாம் வணக்கம் வரக்கூத்து புது ஆகியோர் Thank you.